அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் bank நிஃப்டி future 1 minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மே செகண்ட் டைம் வந்து 9.15 am நேயம் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரியஸ் டே வந்து ஒரு செல் கால் ஓப்பன் ஆனதுனால நமக்கு அந்த ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்து அப்பியர் ஆகுது பட் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா கேண்டிலுடைய கர் சேஞ்ச் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கும் மார்க்கெட் ட்ரெண்ட் கேத்த மாதிரி கேண்டில் கலர் இருக்கும் ஸோ இது வந்து கிரீன் கலர் ஃபார் பை ட்ரெண்ட் ரெட் கலர் ஃபார் செல் ட்ரெண்ட்ன்னு சொல்லியிருக்கோம் கரண்டில் வந்து ரெட் கலர் ஸோ செல்லிங் ட்ரெண்ட் போய்கிட்டிருக்கு நமக்கு இன்னொரு ஃபஸ்ட்டு கால் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் இந்த ரெட் கலர் கேண்டில் தான் ட்ரேடிங் போகும் ஃபஸ்ட் கால் அதாவது பை கால் தான் ஜென்ரேட் ஆக சான்சஸ் அந்த பை கால் வரும்போது நமக்கு கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஆப்போசிட் ட்ரெண்ட் வரும்போது மட்டும்தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி செட்அப் பண்ணியே வச்சுருக்கோம் இப்போதைக்கு இந்த செல்லிங் மொமெண்டம் போது 36,000 சிக்ஸ் ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்கு கீழே ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருக்கு ஒரு வால் இருக்கு இருக்குது மார்க்கெட் கன்டினியூஸ் மொமெண்டமில் ரைஸ் ஆகி நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்பர் சைடில் கொடுத்துச்சின்னா இந்த சார்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேண்டிலுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் தரும் இந்த சார்ட் ப்யூர் அண்ட் பியூர் ஒரு டெக்னிக்கல் சார்ட் அந்த இன்புட் இவ்வளோ நாள் ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்ட்ரினுடைய பிரேக்அவுட் இதை வச்சு தான் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் எவ்ரிடே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா அந்த மாதிரி இந்த டெய்லி வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க உங்களுடைய கம்யூட்டரில் அந்த சார்ட்டை அதுவே வந்து கால்ஸ் வந்து ஆட்டோமெட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும் அந்த கால்ஸை பார்த்து உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இப்போதைக்கு இந்த மொமெண்டம் போட்டோம் நமக்கு எப்போ பிரேக் கிடைக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை அப்படின்னு நமக்கு இந்த சார்ட் வந்து இன்டிமேட் பண்ணுது பட் மார்க்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வாழட்டையிலே இல்லை மூவ்மெண்ட் இல்லை ஒரு ரொம்ப ஸ்லோவான மொமெண்டமில் அப் அண்ட் டவுன் வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு நம்ம வீடியோனுடைய ஓப்பனிங்கில் பார்த்தோம் தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபுல் ட்ரேட் போச்சு ஒரு பெரிய மொமெண்டமே இல்லாம தான் ட்ரேடிங் வந்து போச்சு ஸோ ஃபைனலாக ஒரு டொல் டெனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அந்த பிரேக் நமக்கு பை ட்ரன் அந்த பை ட்ரன் நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு பட் ஐ அட் தேர்ட்டி ஃபைவ் நைன் நைன்ட்டி ஃபைவ் கரெக்டாக தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் டவுன் சைடில் பைக் கால் வந்து ஜெனட்டாயிருக்கு ஜெனட்டாயிருக்கு அந்த பைக் கால் எப்படி ஒர்க் அவுட் அது அதனுடைய மொமெண்டம் எப்படி போகுது மூமெண்ட் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படினா, மார்க்கெட் வந்து அந்த பையிங் ரேஞ்ச் பையிங் மொமெண்டம்லேயே தான் இருந்துச்சு ஒரு பெரிய மூமெண்டே இல்லை மார்க்கெட் அந்த வாலட்டைக்குள்ளே குள்ள 36,000 தௌசண்ட் ரேஞ்சில் அப் அண்ட் டவுன் ஒரு 10-20 பாயிண்ட் மேல, 10 பாயிண்ட் கீழே இப்படியே தான் ட்ரேடிங் போச்சு இப்போ தான் ஃபைனலாக கொஞ்சம் மார்க்கெட் ரைஸ் ஆகுது மேலே வருது ஒரு 70 பாயிண்ட் மூமெண்ட் வந்து கொடுத்துருச்சு பட் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பாயிண்ட் ஸோ நைன்ட்டி பாயிண்ட் பிரேக் அவுட் எப்போ அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு டூ கேண்டில்ஸ்லேயே அந்த பையிங் மொமெண்டம் கண்டினியூனதில் நமக்கு ஃபஸ்ட் ஹாரட் பிரேக் அவுட் இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சர் ஒன் மினிட் சாட்டில் நமக்கு கிடைச்ச பைக்கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃப்யூச்சர் ட்ரேடர்ஸ் இதை பார்த்து ட்ரேட் பண்ணுறது பண்ணிக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடர் நீங்கள் டேரக்டாக கால் ஆப்ஷனை பை பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சாட் வேணும் live marketல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கால்ஸ் வந்து வேணும் ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் டக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டூல் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீடெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை பார்த்தா டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ